வேரோடு தரையில் சாய்ந்த அரசமரம் மீண்டும் தானாக எழுந்து நின்றதால் ஊர் மக்கள் ஆச்சரியத்தில் திளைத்து மஞ்சள் பூசி பொட்டு வைத்து தெய்வமாக வழிபாடு செய்து வருகின்றனர் அதை பத்தி பாப்போம் அது எப்படி இன்னும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஏன்னா ஏன்னா நிறைய இருப்பாங்க அது தெளிவான ஒரு இலக்கை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைய தான் இதுதான் அந்த மரணம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இது வந்து வேரோட சாஞ்சிச்சு இத சாஞ்சே ஷார்பா மூணு நாள் கழிச்சு தான் இத வெட்டவே ஸ்டார்ட் பண்றாங்க உடனே எல்லாம் ஏంద్రிக்கல மூணு நாள் கழிச்சு இத வெட்ட ஸ்டார்ட் பண்றாங்க வெட்ட முடிச்சிட்டு அப்புறம் இத எல்லாம் எடுத்துடாங்க அவங்க லட்டுன மாதிரி இது அப்படியே மெங்களா அங்க இருக்கா இ디アンட் இது இருக்குனா இங்க பாருங்க இது சாஞ்சே உடனே என்ன ஆதுனா இங்க இருக்கவே வேற மட்டும் அப்படியே இருக்கு ஓகேங்களா இந்த மேர்க்கு பாத்தீங்களா இந்த இடத்துல ஃபுல்லா மண்ணு ஃபுல் அண்ட் ஃபுல் மண் அதனால்தான் நெனைஃபுல்லாக வெயிட் தாங்க முடியாமல் இங்கே வெட்டணுன்னே அது வரைக்கும் இந்த வெயிட் பிடிச்சிருந்துருக்கு இதை வெட்டின ஒட்டனே இந்த வெயிட் தாங்க முடியாமல் இப்படி நின்றுடுச்சு